வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் டூ மச்சா வந்து போயிட்டாங்களோ ஒரு மாதிரி கோடு தாண்டி போயிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா இது வந்து அமைதியான ஒரு போராட்டம் கோலப்பட்டாங்க அதை போயிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ட்ரெஸ் என்னை சொல்ல முடியாது இந்த மக்களை உறிஞ்சிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை ங்க என் பேருக்காக வந்திருக்கோம் மேர தேஷ்வாசி டீட்டெயில் சொல்லுங்க அப் சப்கோ நமஸ்கார ம தம்பி பேரேனாப்பா